மழையே மண்டை தொடும் முன் மறைந்தது என்ன வெள்ளிமலை வெள்ளிமலை வந்து என்ன காவிடி மின்னல் சிதறி அடிக்க மண்மதிகள் மனதில் திழமை வயலில் காதல் குளைக்க மறுமுறை மறுமுறை வருவாயா